அவரோட சில குணங்கள் அவர் எந்த பேசணுட்டு கூட்டு போனார் என்ன தெரியுமா சொன்னாரு அவரு சத்தம் போட்டு பேசினா பிடிக்காத பொம்பளை பிள்ளைங்க சார் மேலே உட்காந்தா பிடிக்காதான் கீழே தான் பொறுமையா உட்காந்துக்கணும்மா என்னைக்குமே குடும்பத்தில் அவர் தான் முடிவு எடுப்பாரா வேற யாரும் எடுக்க கூடாது நான் இது சொன்னாலும் அந்த முடிவு எடுத்துக்கவே மாட்டாரான் எனக்குமே பொம்பளை பிள்ளைங்க எடுக்கிற முடிவு தப்பாதான் முடியும் அதனால வந்து நான் எதாவது கேட்க மாட்டேன் இதுக்கெல்லாம் ஓகே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் தெரியுமா அவர் பேசினது ஆறுதல என்ன கேட்டாலும் நான் வாங்கிட்டு எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் கலப்படாத அப்படின்னாரு அப்புறம் என்ன டி பார்ட்டி அந்த பிள்ளை சங்கமான பிள்ளையா எந்த பொண்ணுமே ஏற எடுத்து பாக்காதான் அதெல்லாம் போவோம் ஒத்துக்கட்டி பாருமா எனக்கு இந்த ராமன் மாதிரியெல்லாம் புருஷன் வேணாம் எனக்கு பாரதியர் மாதிரி தான் வேணும் மனை எனக்கு ஒரு வயசு ராமன் அந்த குணமா இருந்துச்சான இருந்துச்சு ஆமா லகா இத்தனை நாள் நம்ம யோசிக்கல பரவ இறைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும்